அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவேன் எனர்ஜி ஹீலிங் திறப்பிலேருந்து பேசுகிறேங்க ஏனைக்கு நம்ம பார்க்க போகிறது ராகு கேதுக்கு உண்டான பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் கடகராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க ராகு கேது பயிற்சிக்காக கூடிய தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து ராகு பகவான் வந்து ரிஷப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மேஷ வீட்டுக்கு வராரு கேது பகவான் பார்த்தீங்கன்னா விருச்சகராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாம் இடத்துக்கு வராரு இப்ப கடகராசிக்கு எப்படி இருக்கு டோட்டலா நம்ம வந்து ராகுகேதையும் வச்சு சொல்றோம் சனி பகவான் குரு பகவானையும் வச்சுதான் இந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் டுவெண்டி வரைக்கும் எப்படி இருக்கு இந்த ராகுகேது பயிற்சியும் சரி குரு பகவானோட பயிற்சி சரி சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத இப்ப பாக்க போறோம் கடகராசி பாத்தீங்கன்னா இப்போ நான்காம் இடத்துக்கு வராரு கேது பகவான் பத்தாம் இடத்துக்கு ராகுபகவன் வராது தொழில் ஸ்தானத்துக்கு வர்றதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல லக்கணத்துல இருந்து எண்ணி பாருங்க பத்தாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படின்றது அந்த பத்தாம் இடத்துல ஏதோ ஒரு கிரகம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம்தான் அது ராகுபவன் தான் ரொம்ப விசேஷம் அதிகம் ஆனா இப்ப கோச்சார பலன் வந்து பாத்தீங்கன்னா ராகுபகவன் பத்தாம் இடத்துல இருக்காரு அதனால தொழில் சிந்தனைகள் தொழில் மாற்றங்கள் அத பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் எல்லாமே வந்து கடகராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லாங்க வீடு கட்டுறதுக்கான அமைப்பு கண்டிப்பா இருக்கு இடம் வாங்குறது வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஆனா ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தொந்தரவுகள் இருக்கும் ஏன்னா நான்காம் இடம்ன்றது சுகஸ்தானம் ஆரோக்கியத்தையும் குறிக்குது அந்த இடத்துல கேதுவகுணறதுனால உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அது இல்லாம மனைவி உறவு வந்து இப்போ வந்து ஒற்றுமை அதிகமா இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பெரிய லெவலுக்கு வரக்கூடிய விஷயங்களாக மாறும் அதனால் கொஞ்சம் கடகராசிக்காரங்க கொஞ்சம் பொறுத்து போகிறது நல்ல விஷயம் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் இப்போ கோச்சாரப்படி டூ தௌசண்ட் வந்து அதிசாரமாக அதிசாரமாக வந்து சனி பகவான் வந்துட்டு போவார் ஒரு மூன்றுலேருந்து நான்கு மாதம் வரைக்கும் அது எட்டாம் இடம் எட்டாம் இடம்ன்றது கணன் மனைவி ஒற்றுமையை தான் குறிக்கும் அதே சமயம் ஆயுள் நம்ம குறிக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகம் எடுத்து பாருங்க கடக லக்கணம் அதாவது கடகராசி கடக லக்கணத்துக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது நீங்க என்ன லக்கணம் அப்படின்றத எடுத்து வச்சு பாருங்க அப்பதான் வந்து உங்க லக்கணத்துல இருந்து எத்தனாம் இடத்துல ராகு இருக்காரு கேது இருக்காரு சனி பகவான் எங்க இருக்காரு அப்படின்றத பொறுத்துதான் நம்மளுக்கு முழு பலன் மாறும் அதே மாதிரி உங்களுடைய தசா புத்திகள் அதாவது சனி தசையா இல்ல ராகு கேது தசை நடக்குதா அப்படின்றத உங்களுடைய பர்த் சாட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஆனா லக்கண புள்ளியை நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க அதாவது ஆஹ் ஜனகால ஜாதகத்துல தசா புத்தின்னு போட்டிருக்கும் அந்தரம் போட்டிருக்கும் என்னன்னு பாருங்க ஏன்னா திசைகள் வந்து சனி திசையா இருந்து இல்ல ராகு தசை கேது திசையா இருந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க குடும்பத்துல ஒற்றுமை இருக்காது பிரிவினை ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது சின்ன சண்டைதான் ஆனா பெரிய லெவலுக்கு யாராவது ஒருத்தர் உள்ள போந்து பெரிய விஷயமா பண்ணிடுவாங்க அது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸா இருக்கும் மன பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகளும் வரும் ஏன்னா நாலாம் இடத்துல இப்போ கேது பகவான் இருக்கிறதுனால ஹெல்த் வைஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் ஹெல்த் செக்அப் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிக்கோங்க கடகராசிக்காரங்க அடுத்து ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால அதிசாரமாக முன்னாடி போயிட்டு வருவார் எட்டாம் இடத்துக்கு போயிட்டு வருவார் ஏழாம் இடத்துல இருக்கிறதுமே சிறப்பு இல்லை கண்டகசனின்னு வரும் கணவன் கணவனாக இருந்தால் மனைவியை பற்றி குறிக்கிறது மனைவியாக இருந்தால் கணவனை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து கரெக்டா வந்து உங்க லக்கணத்தையும் உங்க ராசியும் வந்து சனி பகவான் பாக்குறாரு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்ல விஷயம் வெளியே வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அடுத்து உங்க இஷ்டதெய்வ வழிபாடும் வீட்டில வந்து விலைக்கேத்தி சாமி கும்பிடுங்க சாம்பிராணி போடுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அணிக்கு சாம்பிராணி நிறைய போடுங்க ஏன்னா இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து வெளியே தள்ளுறதுக்கு தான் சொல்றேன் வீடு முழுக்கவே பண்ணுங்க இன்க்ளூடிங் பாத்ரூம் உட்பட நீங்க வந்து சாம்பிராணி போடணும் ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி அங்கிருந்துதான் வந்து உற்பத்தி ஆகுது வரக்கூடிய விஷயங்களும் இருக்கு அந்த இடத்துல வந்து வாசனையும் வச்சுக்கோங்க ஏதா இருந்தாலுமே உங்க வீடே வந்து ரொம்ப சுத்தமா நீட்டா வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸா பிரச்சனை கொடுப்பாரு கணவன் மனைவிக்கிடையே பிரிவுகள் உண்டாக்குவார் இந்த விஷயங்கள் வந்து சனி பகவான் கண்டிப்பாக பண்ணுவார் அதே மாதிரி நாலாம் இடத்துல அதாவது ஜனகால ஜனகால ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் என்ன தசைன்ட்டு அதாவது உங்கள் லக்கணத்துக்கு சுபர்களுடைய தசை நடந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை பயப்படவும் தேவையில்லை நல்ல பழங்கள் தான் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி வந்து கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு வீரியம் இருக்காது அதனால தான் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் இருக்கு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க பாக்கலாம் அதே மாதிரி கேது பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால புது சிந்தனைகள் புதுசா ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து நீங்க ஆஹ் பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால லாங்குவேஜஸ் அதர் லாங்குவேஜ் நிறைய கத்துக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அதனால் வந்து கற்றுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸும் வந்து அதிகப்படியாக இப்போ எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு இந்த ராகுகேது பயிற்சியில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குது தொழில் மாற்றத்துலேருந்து ஒரு பொருளாதார வளர்ச்சியிலருந்து கண்டிப்பாக இருக்குது மெயினாக இதில் பாதிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் தான் குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு இருக்குங்க அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி உடல்நிலை பாதிப்பு அப்பப்போ உங்களுக்கு வந்து போகும் குரு வந்து உங்களுக்கு இந்த வருடம் வந்து பயிற்சி ஆகிறதுனால மீனை வீட்டிலேருந்து கடகராசியை டைரெக்டாக ஐந்தாம் பார்வையை பார்க்குறாரு அப்போ வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் அதாவது பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட சி உங்களுக்கு மாறிடும் ஏன்னா குரு பகவான் ஐந்தாம் பார்வையை பார்க்க போகிறாரு அடுத்தது மூன்றாம் இடத்தையும் மூன்றாம் இடம் தைரிய விரி ஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம் மூன்றாம் இடத்தையும் அடுத்தது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து குரு பகவான் பயிற்சி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதமே தான் அது அடுத்தடுத்த உங்களுக்கு வீடியோஸ் கண்டிப்பாக வரும் ஏன்னா இப்போ ராகுக்கு அதுக்கு உண்டான பலன்கள் அதை இருக்கேன் அடுத்து குரு பயிற்சிக்கான பலன்கள் வேற சொல்லணும் அடுத்தது சனி பயிற்சியும் இருக்குது அதிசார சனி பயிற்சி பலன்கள் அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுவேன் உங்களுக்கு இது டோட்டலாக ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மஸ்ட்டு நீங்கள் அது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனைகள் மன நிம்மதி இல்லை தூக்கம் சரியாக இல்லை பிரச்சனைகளாக போயிட்டுருக்கு கடன் பிரச்சனைகள் இவ்வளோதான் இல்லை அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அந்த கடனை வந்து படிப்படியாக குறையிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது நீங்கள் கடன் கட்டக்கூடிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் கடன் கட்டும்போது கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி கேது பகவான் இப்போ ராகுகேது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்த பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் எப்பவுமே ராகு கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸ் தான் வருவாங்க நம்ம கிரக மற்ற கிரகம்லாம் பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் தான் வருவாங்க அப்போ ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் பார்க்கும்போது ராகு பகவான் எட்டாம் இடத்தை பார்ப்பார் அதனால தான் நான் சொன்னேன் ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கோங்க வண்டி வாகன வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்றது அதனால தான் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடும் பண்ணுங்கள் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய ஆபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா இந்த அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இது கோச்சார பலன்தான் உங்களுடைய ஜாதகம் எடுத்து வச்சு பார்க்கும்போது தான் அந்த இடத்துல எப்படி என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்காரு அதாவது ராகுக்கியது இங்கே இருக்காங்க சனி பகவான் எங்கே இருக்காரு குரு எங்க இருக்காரு அதெல்லாம் பேஸ் பண்ணி வச்சு உங்கள் தசா புத்தி எப்படி இருக்குது உங்கள் லக்கணத்துக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கா சுபர்களுடைய தசை நடக்குதா அப்படின்றத நம்ம பார்த்தா தான் தெரியும் உங்கள் லக்கணத்துக்கு எப்படி சுபர்களுடைய தசை நடக்குதுன்னு பார்க்கணும் அதை பார்த்தாவே உங்களுக்கு நம்ம இதிலேருந்து என்னன்னு தெரிஞ்சிரும் ஆனால் இந்தளவுக்கு என்னடா பயமூர்த்தி சொல்கிறாங்க கடகராசிக்கு அப்படின்னா அப்படி கிடையாது பயமுர்த்தில் கடகராசி கடகலகணக்காரங்க கொஞ்சம் இந்த நேரத்தில் இந்த டைமில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வீட்டு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் குறையும் பணவரவு அதிகரிக்கும் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை தொழில் சிந்தனைகள் ஏற்படும் அதாவது தொழில் மாற்றங்களோ இல்லை தொழில் சிந்தனை அதாவது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்றத ஒரு டெசிஷன் வந்து ஒரு கரெக்டான ஒரு டெஷன் எடுக்கிறதுக்குரிய காலகட்டம் தான் இது ஏன்னா ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல முடிவு நீங்கள் எடுப்பீங்க அதே மாதிரி அதோடய பார்வைகள் சொன்ன மூணு ஏழு பதினொன்றுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ அதோடய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தை பார்ப்பார் ராகு பகவான் அதனால ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இட சுகஸ்தானத்தையும் பார்ப்பார் அதனால் அந்த வீட்டுக்கு உண்டான விஷயங்கள் நாலாம் இட சுகஸ்தானத்தை கெடுப்பார் அதாவது வண்டி வீடு வாகன யோகங்கள்னால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இழக்கிற மாதிரி இருக்கும் திருட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் உங்களுடைய பொருள்லாம் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கக்கூடிய காலகட்டம் தான் இது அதனால் பத்திரமாக வச்சுக்கோங்க பத்திரமா பார்த்துக்கோங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பறவைகளுக்கும் உணவு கொடுங்க அமாவாசனைக்கு மாடுகளுக்கு உணவு கொடுங்க இது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வந்து படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி ஓவராலாக பார்க்கும்போது நல்லா இருக்குது விஷயமும் நல்லா தான் இருக்குது ஆனால் ஹெல்த் ப்ராப்ளம் பர்சனல் ப்ராப்ளம் அப்படின்னா குடும்ப விஷயம் வந்து கண்டிப்பாக பிரச்சனையை தான் கொடுக்க கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இது அதனால் தான் ஓப்பனாக சொல்கிறேன் கடகராசிக்கு இப்போ டைம் வந்து சுமாராக தான் இருக்குது ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது தான் இது ஃபேவரபுளாக இருக்கா இல்லையா இது வந்து ஃபிஃப்டி நடக்கும் இது ஒரு ஃபார்ட்டி தேர்ட்டி நடக்கணும் அப்படி மெர்ச் பண்ணி நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும்